சிவமுருகா வடி வேளவா சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா சிவமுருகா வடி வேளவா சேவல் கூவத்தையா கூவதையா பாரவா விழுந்து குறையில்லை வேலப்பா மெனுந்து துணை வருவாய் யப்ப விழுந்து குறையில்லை வேலப்பா மெனுந்து துணை வருவாய் யப்பா வடி வேலையா தூய முத்தமிழ முத்தழுத்த வேலையா வேளவா சேவதையோவந்த பார்ப்புடி வேலவா சேவதையாரதின் கலகத்திலே வேளையா தூய முத்தமிழ முத்தடத்த வேளையா வடி வேளையா தூய முத்தமிழன் முத்தடுத்த வேளையா சிவ முருகா வடி சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா சிவ முருகா வடி வேளா ாய் அழகு வேளா வருவாயுடனே சென்னை மயில் மேல் காட்சி தருணி வேறு சொல்லி அழைத்தோ முன்னை வேலூர் வரதன் தங்க தரணி வேலூர் வரதன் தங்க தரணி பாவடி வேலையா முத்தமிழல் முத்தெடுத்த வேலையா வடி வேலை வள் கூகுலையா கூடையா பாரப்பா சிவமுருகா படி வெல்லவா தேவள் கூகுலையா கூகுலையா பாரப்பா வெலுண்டு குறையில்லை வேளப்பா வலுண்டு துணை வருவாயியப்பா வெலுண்டு குறையில்லை வேலப்பா வலுண்டு துணை வருவாயியப்பா வடி வேலையா தூய முத்தமிழா முத்தடுத்த வேலையா வடிவேலையா யம் தமிழன் தடுத்த வேளையா